உங்கள் குழந்தை எழுத்துக்களையும் எண்களையும் எழுத ஆரம்பிக்கும் முன் அவர்கள் பென்சிலை எப்படி பிடிக்க வேண்டும் என்று கற்பது முக்கியம் ஒன்றிலிருந்து ஏழு வயது வரை குழந்தையின் பென்சில் பிடிக்கும் விதம் நான்கு நிலைகளாக உள்ளது முதலில் விரல்களை மொத்தமாக சேர்த்து பென்சிலை பிடிக்கிறார்கள் முழு கையையும் அசைத்து கோடுகளாக கிருக்குகிறார்கள் அடுத்து கட்டை விரலும் மற்ற நான்கு விரல்களும் சேர்த்து பென்சிலை பிடிக்கிறார்கள் பிறகு கட்டை மூன்று முதல் விரல்களையும் சேர்த்து பிடிக்கிறார்கள் முடிவாக கட்டை விரலும் முதல் இரண்டு விரல்களாலும் மட்டுமே பென்சிலை பிடிக்க கற்றுக்கொள்கிறார்கள் இது குழந்தைகளை சின்ன அசைவுகளோடு சீரான கோடுகளை வரைய வைக்கிறது இப்படி பென்சிலை பிடிக்க குழந்தை பழகுவதற்கு கிரேயான் பென்சில்கள் சாக் பீஸ்களை சின்ன துண்டுகளாக உடைத்துக் கொடுத்தால் உதவும் சின்ன துண்டுகளை அவர்கள் முஷ்டியில் பிடிக்க முடியாது அதனால் கட்டை விரலையும் முதல் இரண்டு விரல்களையும் வைத்தே பென்சிலை பிடிக்க பழகிவிடுகிறார்கள் இந்த திறமை குழந்தைக்கு சீரான கோடுகளாக எழுத்துக்களையும் எண்களையும் எழுத செய்கிறது